மீட்டிங்ஸ் எல்லா ஈவென்ட் கடந்துல போறோம் சோ இந்த பிசினஸ் உடைய பொட்டன்ஷியல் புரிஞ்சு இப்போ வந்து ফুল டைமா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிக்கறேன். வடலவே கம்பெனில ஃபர்ஸ்ட் சே டைமண்ட் அரேன்னு சொல்வாங்க சோ அந்த டைமண்ட் டைரக்ட் முடிச்சிருக்கேன். சோ அதலம அந்த பிசினஸ் மூலமா பார்த்தீங்க ஒரு 3 லட்சம் இன்க்குமர் எடுத்துிருக்கேன். சோ 얘ன பார்த்தீங்கனா சாப் சொன்ன மாதிரிதான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டீம் இருக்கு. சோ நான் இதே நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா பாலாசார் கார் அச்சவரா இருந்தார் நாலு பேர் மட்டும்தான் எங்களுடைய டீம்ல அச்சவரா இருந்தோம் இன்னைக்கு ஒரு ஒன் இயர்ல ஈடி ஆகிருக்காரு கம்பெனியில ஒரு முப்பது கோர் டீம் இருக்கு டீமு ஒரு டீமுஸ்ட் இயர் ஒரு நாலு பேரீங்க ஒரு நாற்பது பேர் அச்சீவ் பண்ண வச்சிருக்காரு அது ஒரு ஹண்ட்ரட் மில்லியர் மீட்டிங் ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு அடுத்து நீங்க இந்த ஸ்டேஜ் வரலாம் உங்களுக்கு